அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கம் வளையொலி சன்னலுடைய பத்தாவது காணொளி என்று கருதுகிறேன் பொங்கல் திருநாளிலே தமிழருடைய இந்த அறிவு சார்ந்த இயற்கையோடு இயைந்த இங்க இந்த தமிழர் திருவிழா காலத்தை இணைந்து ஆடி பாடி கொண்டாடி விளையாடி கொண்டாட விடாமல் இந்த உலகமய ஊதாரியமும் மதவிய இந்தியமும் திருட்டு தெல்லுமுள்ளு திராவிடமும் தடுத்திருக்கிறது ஆனாலும் கூட சிற்றூர் புறங்களிலே கிராமப்புறங்களில தமிழர் வழக்கம்போல வழக்கத்தை விடவும் மிகையாகவே பொங்கல் விழாவினை கொண்டாடியிருக்கிறோம் இந்த பொங்கல் விழா அன்று ஒரு சில பாக்களை பாடி அந்த பூ என்று சொல்வார்களே அந்த பொங்கலை வைத்து படைக்கிற அந்த வாசல் பொங்கல் சூரிய பொங்கல் என்று சொல்லப்படுகிற அந்த பொங்கலில் பாடுவதற்காக அப்படித்தானே இவர்கள் தொடங்கி இன்றைக்கு இங்கே வந்து வேறொரு மொழியில் சங்கத மொழியில் போய் நிற்கிறது அப்படி நாமும் அதை மீட்கும் முகமாக இந்த பொங்கல் அன்று சூரியல் பொங்கல் அன்று நம்முடைய முகநூலிலே கூட இந்த பாடலை பாடியிருந்தோம் இது சங்க இலக்கிய பாடல் சங்க இலக்கிய பாடலோடு நம்முடைய சம காலத்தில் பாடல் ஆசிரியர் என்றெல்லாம் சொல்கிறான் அன்றைக்கி திரைத்துறையில் பாடல் ஆசிரியர் எனக்கு தெரிந்த நமது முந்தைய தலைமுறையில் பாவேந்தன் பாரதிதாசன் பாவளரேறு பெருஞ்சித்திரனார் பாவாணரையா கூட ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கிறார் அந்த சந்தநடையில் இருக்கும் அவர்களுக்கு இணையான பாக்களை இயற்றுகிற தமிழ் அறிவும் இலக்கண இலக்கிய செறிவு மிக்க தமிழர் இன்றைக்கும் இருக்கிற இருக்கின்றனர் தமிழ்நாட்டிலே இருக்கின்றனர் அப்படிப்பட்டவரில் ஒருவர்தான் ஐயா அ அரிமா பா மகன் என்பார் அதே போல பாவலரையரோடு பாவலரேரையா பெருஞ்சித்திரனாரோடு இருந்த தமிழரில் ஒருவர் ஐயா தாரங்கை பன்னீர்செல்வன் ஐயா அவர்கள் அவர்களால் இன்றைக்கும் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் சங்க இலக்கிய கால பாக்கலை போன்ற பாக்கலை இன்றைக்கும் இயற்றிக்கொண்டிருக்கின்றனர் அப்படி ஒரு சங்க இலக்கிய பாடலையும் ஐயா அ அரிமா பாமகன் அவர்களுடைய பாடலையும் இணைத்து ஒரு பாடலாக பாடுகிறேன் ஓங்கலி டைவந்துளங்கி நீர்ஞலத்திருளகற்றும் ஓங்கலிட வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழி நீர்ஞாலத்திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின் நேர்த்தனியாழி வெங்கதிரொண் தன்னேரில தமிழ் தன்னேரில தமிழ தமிழ்தமிழு தமிழு தமிழு தமிழு தமிழு தமிழ் ஆமிழ்தமிழ்தமிழு தமிழ்தமிழு தமிழ்தமிழ் தாமழ்தாமழ்தாம்தமிழ்தாம்தமிழ்தமிழ் செந்தனல் நின்றுழல விண்டிடு துண்டதுவும் திண்ணென மண்ணுலகென்றுருவாக தென்முனை வநிலமும் மண்ணிடன்றமினும் மொழி பயிராக செந்தனல் நின்றுழல விண்டிடு துண்டதுவும் திண்ணன மண்ணுலகென்றுருவாக தென்முனை வநிலமும் மண்ணிட என்று மூழ என்னும் மொழி பயிராக ங்கென அங்கெனவும் அங்கென எங்குமென இநிலம் முழுந்த இனமாக தண்டமி கொண்ட குடி கொண்டலின் பண்டுலவர் தன் தென் குமரி முதலாக இங்கென அங்கெனவும் அங்கென எங்குமென இந்நிலம் முன்னெழுந்த இனமாக தன் தமிழ் கொண்ட குடி கொண்டலின் பண்டுழவ தன் தென் குமரி முதலாக எங்கன்னும் தங்குளம் என்றொன்றிட நந்தமிழர் இன்னிலம் தன்னிலம் என்று வாடி என் திசை நன்குலவ பன்மொழி சங்கதமும் தென்னகமிங்கு வளர்மொழியாவும் எங்குளம் என்றொன்றிட நந்தமிழர் இந்நிலம் தன்னிலமென்றுவாடி என்ன்குலவ பன்மொழி சங்கதமும் தென்னகமிங்கு வளர்மொழியாவும் இங்குயிர் கொண்டதென நின்று முழங்குவகை எண்ணிலதொன்று முதிர்வரவாகி ன நின்று முழங்குவகை எண்ணிலதொன்று முதிர்வரவாகி செங்கதிர் திங்களோடு முந்து பிறந்த மொழி செந்தமிழ் எங்கள் உயிர் தொழுவோமே செங்கதிர் திங்களோடு பிறந்த மொழி எங்கள் உயிர் தொழுவோமே செந்தமிழ் எங்கள் உயிர் தொழுவோமே